போனாகலாம் பேத்துக்குவோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா முதல் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னா நிறையா வீடியோஸ் ஸ்வே பண்ணி பார்த்து வந்திருப்பீங்க யூடியூபில் அதில் பர்டிகுலர் என்னோடய வீடியோ செலெக்ட் பண்ணி ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குன்ற நம்பிக்கையில் செலெக்ட் பண்ணி பார்த்து வந்துருப்பீங்க அதுக்கு தான் மொதல் ஒரு பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கி பெரிய கண்டென்ட் தாங்க ஆனால் கண்டன்ட்னால் வந்து நம்ம யூடியூப் கண்டென்ட் அந்த மாதிரி கிடையாது இது வந்து காமன் கண்டென்ட் அதாவது அத்தியாவசியமான ஒரு நினைவூட்டல் கண்டென்ட் என்னடா நினைவூட்டல்னு சொல்லி என்னமோ பேச அப்படின்னு சொல்லாதீங்க ஆமாங்க இது வந்து ஆகஸ்ட் ஒன் ஆகஸ்ட் என்னடா விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நண்பர்கள் தினம் அதனால் அட்வான்ஸாக எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிற சப்ஸ்கிரைபர் இனி வரப்போகிற சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லா பேத்துக்குமே இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் அதுக்கு தாங்க இந்த வீடியோவை இப்போ புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு எதை எதை வந்து மோட்டிவ் பண்ணி இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்ட்டு அதான் நண்பன் அப்படின்னு சொன்னாலே இப்போ வந்து அது எப்படி சொல்கிறது ஒருத்தர் வழக்கம் தான் ஒருத்தர் லவ் பண்ணாத கூற ஒருத்தரை பார்த்துடலாம் ஆனால் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு இல்லாத ஒரு ஒருத்தரை முடியாது பார்க்கலாம் அதுவுமே ரேர்ஸின் தான் சொல்கிறேன் நான் ஓகேங்களா ஃப்ரெண்ட் அப்படின்னு இல்லாத ஒருத்தரை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீட்டில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இப்போ எனக்கு தம்பியோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயத்த கூட நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அமட்டும் இல்லை மோஸ்ட்லி இப்போ ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தம்பிக்கிட்டையோ அண்ணங்கிட்டேயோ இல்லை தங்கச்சிக்கிட்டையோ ஷேர் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயத்த அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட தோல் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இதுக்கு காமனாக உலகத்தில் எல்லா உலகத்துலேயும் எல்லா நாட்லேயும் உலகத்துலேயும் நம்பர் உலறிட்டு எல்லா நாட்லேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தினம் அதாவது இது வந்து அவங்களுக்குன்னு சொல்ல முடியாது நமக்கும் தான் இப்போது இப்போது ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அப்படின்னா எனக்கு அவர் நண்பன் அதே மாதிரி அவருக்கு நான் நண்பன் அது மாதிரி மாற்றி அதாவது ஷேர் பண்ணிக்க வேண்டிதான் என்னோடய ஃபீலிங் அதாவது நண்பர் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் டே நான் அவர்ட்டை சொல்லுவேன் அவர் எனக்கு சொல்லுவார் அதனால் நண்பர்கள் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் என்னோட ஆப்ஜெக்டுன்றும் சொல்லாதீங்க அந்த ஒரு பேர் வச்சுக்கிங்களா அந்த பேரு கீழே தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் நான் வந்து இன்னொருத்தரு ஃப்ரெண்டாக இருப்பேன் அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பார் அவருக்கு தெரிஞ்சவர் இன்னொருத்தரு ஃப்ரெண்டாக இருப்பார் அது மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த அந்த நண்பன்ற ஒரு ரிலேஷ் ரிலேஷன்ஷிப்பை வந்து தவிர்த்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது என்னடா சொல்ல வர்ற அப்படின்னு கேட்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை சிம்பிளாக இனி நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதைத்தான் இப்போ சொல்ல வந்தேன் மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி கண்டென்ட் யாரும் போட்டுருக்காங்கன்னு தெரில நம்ம சேனலில் தான் நம்ம முத முத போடுறோமான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுன்னு நினைக்கிறேன் அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு இப்போ ரிலீஸ் ஆகிற முதல் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் வீடியோவாக இருக்கும் இது அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி சப்போஸ் வந்து மேக்ஸிமம் என்ன ஒரு இப்போ வீடியோ என்னமோ ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந் இருந்துச்சுன்னா ஒரு வீடியோவாக என்னோடய வீடியோ இருக்கிறதுலேயும் எனக்கு ஒரு ஹாப்பி ஓகேங்களா வேற ஒன்றும் இதுதான் இன்றைக்கி ஒரு ஃபுல் கண்டென்ட் என்னடா சொல்ல வர இது எதுக்கிட்ட அந்த வீடியோ சும்மா வாழ்த்துக்க சொல்லிட்டு அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்களா ஆமாங்க இது வந்து எனக்குரிய ஒரு ஃபீலிங்கை நான் வந்து வீடியோ மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு எனக்குரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு தான் இந்த வீடியோ ஓகேங்களா அவ்வளோதான் ஒரு ஃபீலிங்கை ஷேர் பண்ணுறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது அதே மாதிரி ஓ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஓ ஆமாம் அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்ட் ஆகுங்களா ஓ ஆமாம் நண்பர்கள் தினம் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் விஷ் பண்ணாலே அதுவும் எனக்கு போதும் ஓகேங்களா அதுக்கு தான் மெயினாக இது வந்து நீங்கள் ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணால் கூட ஓகே தான் லைக் பண்ணுங்கள் வழங்க முறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நண்பர் நண்பர்களுக்கு வீடியோ வந்து வீடியோ கொஞ்சம் சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா வேற ஒன்றும் இல்லை இந்த தான் நான் சொல்ல உந்தேன் அதுக்கட ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்லாம் கேட்காதிங்க அதுதான் சொல்கிறேன்ல என்னோடய எக்ஸைட்மெண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எைட்மெண்ட் இருந்தாலும் சரி இல்லை நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ரிமைண்டர் ஒரு ரிமைண்டர் வீடியோ அவ்வளோதான் அது ஆகஸ்ட் ஒன்று வந்து நண்பர்கள் தினம் அப்படின்ட்டு ஓகேங்களா ஓகே எல்லோரும் சேஃபாக அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்கினீங்க நான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து நண்பர்கள் தின வீடியோ வந்தது வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஓகே எல்லாத்துக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ மறுபடியும் சொல்கிறேன் அட்வான்ஸாக எல்லாத்துக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே தேங்க்யூ